மாற்றுத்திறனாளிகள் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீட்சை பெற்று பயிற்சி பண்ணலாமா ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கையில்லாதவங்க எப்படி சின்முத்திரை பிடிக்கிறது கையில்லாதவங்க எப்படி முத்திரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி நீங்கள் நன்றாக புரிந்து வேண்டும் இறைவனை அடைவதற்கு ஐந்து பாதைகள் இருக்கிறது நீங்க எப்ப தயார் வந்துட்டீங்களோ நான் இறைவனை பார்க்கணும்ன்ற தயார் வந்துட்டீங்களோ அப்போ குரு என்பவர் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார் எப்படி வருவார்லாம் கேட்காதீங்க நான் தன்மை குருவாக இருக்காது மனம் என்பது குருவாக மாறும் தன் மனம் குருவாக மாறி மனம் ஒடுக்கம் பெறும்போது ஆன்மாவே குருவாக மாறிவிடும் வணக்கம் பிரதர் லேகா சிங்கப்பூரில் இருந்து உங்களோட நேரடி டி செக்கி அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் உங்களை பார்க்கும்போது நேரில் நீங்கள் பார்த்த லேகா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த மாதிரி லேகாவை நீங்கள் பார்த்திங்க ஒருவேளை இந்த ஒன்றரை வருஷம் முன்னுக்கு இந்த மெடிடேஷன்லாம் நான் இல்லாமல் அதாவது இந்த பரம்பொருளுக்கு நான் வராமல் இருந்த லேகாவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நேற்று மாதிரி சேஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேன் அழுத்திக்கிட்டு இருந்திருப்பேன் நிறையா மனபாரம் எனக்கு இருந்திருக்கு ஆனால் இப்போ அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது இந்த பரம்பொருள் தான் நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் யாரெலாம் இந்த க்ளாஸில் இன்னும் வரலை ஐ மீன் ட்ரை பண்ணலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த க்ளாஸில் ஒரு வாட்டியாவது என்ன தான் அவங்க சொல்கிறாங்க என்ன தான் அங்கே ஒரு வாட்டி வந்து அவங்க அந்த கிளாஸில் கலந்துக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அதுக்கு போய் அது உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த மெரிக்கல்ஸ் என்னான்ட்டு டெஃபினெட்லி இந்த மெடிடேஷன் நீங்கள் கொடுத்தது நான் கடைசி வரலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என் ஃபேமிலி என்னோடய சரௌண்டிங்கோடய ஆளுங்க எல்லாருக்குமே நான் இதை கண்டிப்பாக போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த கிளாஸுக்கு நான் அது உண்மையிலே பண்ணி அந்த அந்த பேர் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும் எல்லாருக்கும் இதை போய் செய்யணும்னு வேண்டிக்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தீட்சை பெற்று பயிற்சி பண்ணலாமா ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நிச்சயமாக பெற முடியும் அதுல மாற்று கருத்தே கிடையாது நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீட்சையும் கொடுத்துருக்கோம் அவங்க பயிற்சியும் பண்ணிட்டு வராங்க நல்ல அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க நல்ல நிலையிலும் இருக்கிறார்கள் உடனே உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் சரிங்க மாற்றுத்திறனாளிகள்லேயும் நிறைய வகையில் இருக்குது ஒருத்தவங்க கண்டு தெரியாமல் இருக்காங்க ஒருத்தங்களுக்கு கயிறு இல்லாமல் இருக்கு ஒருத்தங்களுக்கு கால் இல்லாமல் இருக்கு கை இல்லாதவங்க எப்படி சின்முத்திரை பிடிக்கிறது கையில்லாதவங்க எப்படி முத்திரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நீங்கள் நன்றாக புரிந்து வேண்டும் இறைவனை அடைவதற்கு ஐந்து பாதைகள் இருக்கிறது சரியை கிரியை கர்மா ஞானம் ஐந்து விதமாக பிரிக்க சரியை என்பது பக்தி பாதை கிரியை என்பது மந்திரம் உச்சாரணம் செய்யும் பாதை கர்மயோகம் என்பது தன் உடலையும் தன் ஆன்மாவையும் தன் மனதையும் பிறருக்காக அர்ப்பணித்து செயல்பட்டு அந்த கர்மத்தையே யோகமாக செய்து இறைவனை காணும் பாதை யோகம் என்பது மூச்சு பயிற்சி செய்து இறைவனை காணும்பாதை ஏற்றி இறக்கி இருகால் குறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் இன்னொருத்த நாடியில் ஒடுகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் என்ற வள்ளியில் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சிம்திடும் அருந்தரும் பாதம் அமைபாதம் உண்மையுற சோ அதுதான் யோக மூச்ச வச்சு மனதை கண்ட்ரோல் பண்ணி இறைநிலை அடைவது அல்லது இறைவனை பார்ப்பது அல்லது இறைவனை உணர்வது ஞான பாதை பேசி புரிய வச்சோம் மனதை அடக்கி இறை தன்மையை பார்ப்பது ஒளியிலேயே இருந்து மெய்ப்பொருளாகவே பரம்பொருளோடு பரம்பொருளாகவே இருந்து இறைவனை பார்ப்பது ஐந்து பாதை இருக்கு இதுல உங்களுக்கு எந்த மாதிரியான பிசிக்கல் சேலஞ்ச் இருக்கோ அந்த பிசிக்கல் சேலஞ்சுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்னாபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பயிற்சி முறைகளை மாற்றி நீங்கள் உச்சகட்டங்களிலேயே அடையலாம் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் இறைவனை காண்பதற்கு பயிற்சி முறைகள் என்பது உண்டு நூறு உண்டு அதில் மாற்று கருத்தே கிடையாது அதனால அதை பத்தி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நீங்க எப்போ தயார் நிலைக்கு வந்துட்டீங்களோ நான் இறைவனை பார்க்கணுன்ற தயார் நிலைக்கு வந்துட்டீங்களோ அப்போ குரு என்பவர் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார் எப்படி வருவாரெல்லாம் கேட்காதீங்க உங்களது உடலும் உங்களது மனமும் தயாராகி விட்டது என்றால் ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்குள்ள அவங்க வந்து உங்களுக்கு ஆட்சி கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற அத்தனையும் சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வார்கள் நீங்க உங்களோட வேலை என்னன்னா சத்தியத்தில் டிராவல் பண்ணி தர்மத்தில் டிராவல் பண்ணி இது என்னானாலும் அடஞ்சே தீரணுன்ற வைராகியத்தில் இருக்கும் போது வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அது யாரா வேணா இருக்கலாம் உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள் தான் நல்லா பாத்தீங்கன்னா செடி பூ காய் கனி கொசு பறவைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் வென் தூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர் என்ன ஒரு மாணவன் தயாராகி விட்டான் என்றால் குரு தானாகவே வந்து விடுவார் ஒரு காலகட்டத்திற்கு மேல் ஒரு மாணவன் உண்மையாகவே நூறு தயாராகி விட்டான் என்றால் குரு காணாமல் போய்விடுவார் ஏன் அவனே குருவா மாறிடுவான் கடைசியில குரு அப்படின்னா அந்த குரு அப்படின்ற அந்த திமுறை அந்த அகங்காரத்துக்கு வந்துராங்க தன்மை குருவாக இருக்கு அது மனம் என்பது குருவாக மாறும் தன் மனம் குருவாக மாறி மனம் ஒடுக்கம் பெறும்போது ஒரு காலகட்டத்திற்கு மேல் அதுவே உங்களுக்கு அனைத்தையும் ஞான குருவாக இருந்து உள்ளே இருந்து உபதேசம் செய்யும் இதுதான் ரகசியம் சோ நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மாற்றுத்திறனாளிகள் தாராளமாக இறைவனை அடையலாம் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சம் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருக்கோம் நண்படையாக நீங்க அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க இன்னும் பல உயிர்கள்